தனுஷ்கோடி வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் சங்கமிக்கிற ஒரு இடம் ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற தனுஷ்கோடி பாம்பன் தீவுல இருக்கு ராமர் சேது பாலம் மற்றும் கரையில இருக்கும் பழைய கட்டிடங்களை பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் இங்க வராங்க பிரிட்டிஷ் காலத்துல பரபரப்பான நகரமா இருந்தது தனுஷ்கோடி ஆயிரத்தி பாம்பன் தீவை தாக்கிய புயலுக்கு அப்புறம் கைவிடப்பட்ட இடமா மாறுச்சு இந்த நகரத்தை கைவிட்டது யார் அரசாங்கமா இல்லை மக்களா தனுஷ்கோடியை பற்றி பேசும்போது எல்லாரும் அந்த நகரத்தோட வரலாறை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க ஆனால் இப்போ கூட இந்த ஊரில் நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே மீனவர்கள் ஒரு ஐம்பது ஐம்பதுலாம் வந்து அந்த கடல் இருக்கிற தென்கடல் அது வந்து ஒரு பெரிய அறிப்பு ஏற்பட்டு ஊரை வந்து பாதி எடுத்துருச்சு இப்பவும் அந்த பாதி போனது மாதிரி தான் பாதியில் தான் இருக்கிறோம் அப்போ வந்து காமராஜ் நாடு வந்து முதலமைச்சராக இருந்தார் எழுதுகிற பூரா பார்வையிட்டார் கடவுள் அரிப்பு நிறையா இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் செஞ்சின்னா ஒன்றும் ஊர் சொல்லிட்டு அப்புறம் நம்ம செஞ்சாருன்னா பனைமரங்கள் பனைமரம் நீ எல்லாத்துக்கும் நீரை நட்டி கீழே பூமியில் இறக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் கருங்கல்களை போட்டு வச்சு அதை தடுத்துட்டார் அதை தடுத்தது அந்த தடுப்பு இது மாதிரி அதுக்கு பிறகு தான் அறுபத்தி இந்த புயல் அடிக்குது அந்தமான் கடல உருவான இந்த புயல் இலங்கையில நிறைய நகரங்களை அழிச்சும் அப்படிங்கிற சரியான கணக்கு அரசாங்கத்தேவத்தி நாலு புயல் தாக்கினப்போ பார்வதி அம்மாக்கு வெறும் அஞ்சு வயசு பிச்சைக்கு பதிமூணு வயசு செல்லதுரைக்கு முப்பத்தி வயசு இவங்களோட ஞாபகத்துல இந்த புயல் எப்படி இருந்துச்சு கோயம்புத்தூர் ஒரு அது வந்து ஸ்கூல் ட்ரைவ்னு சொல்லுவாங்க எட்டு மணிக்கு அங்கே வந்து சேரும் இந்த வண்டி போய் அங்கே போய் திரும்பி இங்கே வரும் வண்டி இங்கே வந்து இன்ஜினியர் பூட்டிக்கிட்டு மர திரும்பி இங்கே ரிட்டர்ன் போயிடும் அந்த கை காட்டி போடுவாங்கல்ல அந்த இடத்துல அவன் ஷாட்ரு போடலாம் நிறுத்திட்டான் அவன் போடலாம் போடலை அப்போ வந்து மழை பேஞ்சிக்கிட்டு இருந்தது மழையும் காற்று கொஞ்சம் அதிகமாக வீசிக்கிட்டே இருந்தது ஒரு எட்டு மணியிலிருந்தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தது அவன் வந்து அந்த மலைக்கு பயந்துக்கிட்டு காற்றுக்கு பயந்துக்கிட்டு அங்கே வந்து அந்த சாட்ரு போடலை அந்த ட்ரெயின் அந்த இடத்துல நின்றுச்சு கரெக்டாக மணி கோயில் எடுக்கையில் மலையை புன புனி மலை அப்போ எங்கள் அப்பாவே எங்கள் அம்மா உசுப்புச்சு எழுவி பார்க்கல பக்கத்துக்கிட்டுக்காரங்க முனியமாக முனியமாண்டி சத்தம் படம் பார்க்கல வெள்ளை ஏறிடுச்சு தண்ணியை நக்கி பார்க்கல கற்றுக்கிடும் காற்று வச்சு தண்ணி வந்தது தண்ணி வந்து ஓடன உடனே அந்த மேலு பாகங்கள்லேயும் மே மேமாடிலேயும் எல்லோரும் ஏறி அப்போ அந்த வந்த ட்ரெயின் இருக்குல்ல அந்த ட்ரெயினை அந்த நேரத்தில் வந்து அந்த புயல் அடித்து தண்ணி அடித்து இந்த கடலேருந்து அந்த கடலில் கொண்டு போயிருச்சு அது யாருக்குமே தெரியாது காலையில் ஒரு ஆறு மணியை போல் காற்று இந்த காற்று அடிச்சிருச்சு அடித்த உடனே தண்ணி புறா இந்த கடல் கொடிடுச்சு இந்த கடலு தான் பொங்கினது அதோட காலையில் ஒரு ஏழு மணியை போல் இப்படி நடந்து போகிறோம் நடந்து போல் அந்த வண்டியில் வந்தவுங்க பூரா இறந்து அது வழியே ஒது கிடஞ்சி ரொம்ப மக்கள் பூரா அவதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மாரில் தண்ணியில் தத்தளித்து அந்த கரையில் சி சேர்ந்தோம் ராமேஸ்வரம் போய் பார்த்தோம் ராமேஸ்வரமும் அழிஞ்சு போச்சு அந்த பிளேனில் வந்து எம் சேர்ந்த முடி பொட்டன சோறு ராமேஸ்வரத்தில் பொட்டன சோறு தான் போடுவாங்க ராமேஸ்வரம் போய் ராம்நாதன் கோயிலில் போய் இருந்தோம் இருந்துட்டு அதோடய பாகம்பாளத்துட்டு போகவும் அங்கிட்டிருந்து ஒரு வத்தையில் ஏறி கேம்புக்கு போய்ட்டோம் மண்டபம் கேம்பில் இருந்தாலும் கூட நம்ம ஆளுக்கு போய் தஞ்சு கோடி தான் மீம்பிடிப்பாங்க வேறு ஊரில் எங்களால் புழைக்க முடியாது தஞ்சு கோடியில் மட்டும்தான் எங்களை பிழைக்க முடியும்னு சொன்ன உடனே அந்த ஊரில் வந்து நடராசன் களைகிட்டு வந்து ஆளுக்கு முடிச்சுட்டு இடம் கொடுத்தாரு அவர் எங்கள்கிட்ட ரொம்ப நல்ல நடந்துக்கிட்ட காரணத்தினால இதுக்கு நடராஜபுரம்னு பேர் வைச்சோம் ராமேஸ்வரம் தீவனுடைய கேபிட்டல்லே வந்து தனுஷ்கோடி தான் இலங்கைக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு பாலமாக இருந்த இடம் எனவே அது மீனவர்கள் மட்டுமில்லை நிறைய பகுதி மக்கள் பல இருந்தாங்க பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அன்றைக்கு இருந்து அரசாங்கம் குடியிருப்பதற்கான சில இடங்களை கொடுத்தாங்க எல்லாருமே மற்ற எல்லாருமே காலி பண்ணி வந்துட்டாங்க ஆனால் மீனவர்கள் மட்டும் தற்காலிகமாக சில குடிசைகளை அமைத்துக்கொண்டு தனுஷ்கோடியில் தான் இன்னும் மீன் பிடி தொழிலை நம்பி இருக்கிற மீனவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இலங்கையோட தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் முப்பது கிலோமீட்டர் கூட தூரம் இல்லாத போது இலங்கை கடற்படை கிட்ட மீனவர்கள் அடிக்கடி மாட்டிக்கிறாங்க இப்போ நம்ம ரெண்டு மைலேஜ் மூணு மைலேஜ் போனாலும் அந்த நெய் வந்துடுது அவங்க வந்துக்கிட்டு எங்கே வந்த இது ஸ்ரீலங்க நே இல்லை இங்கேயும் வர்றேன் அடிக்கிறாப்ப அடிச்சுட்டு ஓடு அப்படின்ட்டு நம்மள்ட்ட இருக்கிற சிபிஎஸ்ஸு செல்ஃபோனு வல்லத்தில் இருக்கிற டீசல் லைட்டு எல்லாத்தையும் அப்பிட்டு போயிடுறாப்போ திரும்பி வர்றாங்களோ வரலையான இந்த தொழில விட்டுட்டு வேற தொழிலுக்கு போகணும்னு நினைச்சாலும் முடியாது ராமேஸ்வரம் வியாபாரிகள் கிட்ட கடன் மேல கடன் வாங்கி வட்டி கூட கட்ட முடியாத நிலமையில தான் இந்த குடும்பங்கள் இருக்குது இங்கே வந்து நீங்கள் எல்லோரும் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து ஒரு போட்டுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அங்கே வந்து இரநூறுவாய்க்கு போச்சுண்டா அட்வான்ஸ் கொடுத்ததோ எங்களுக்கு நூற்றி எண்பது இப்படி தான் எடுப்பாங்க அதிலையும் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வச்சு நிறுத்து ரெண்டு கிலோ கல் வச்சு நிறுப்பாங்க கைத்ராஸ் அதில் வந்து ரெண்டு கிலோ நம்ம வாங்க மாட்டாங்க அதில் எஸ்ட்டு அரை கிலோ அதிலையும் எடுத்துகிட்டு கடன் அழைக்கிறதுங்க வழி ம் அந்த சாதனங்கள் வாங்குறதே வந்து வந்தவங்க பணம் கொடுத்துருக்காங்க நல்ல விதமாக வர சாதனங்களை வாங்கி மீன் பிடிக்கிறதுக்கு தெரியும் பணம் வேணுமில்ல அரசாங்கம் எந்த உதவி கேளு அரசாங்கம் ஒன்றுமே கொடுக்காது அதை கேட்டாலும் கே அதில் வாங்கி நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறவங்களை முப்பதாயூவா கொடுத்தா அந்த வாங்கி கொடுக்குறவங்களுக்கு பத்தாயிரம் அந்த ஏசன்ட்டுக்கு ஐயாயிரம் அப்படின்னு நம்மளுக்கு வர்றது ஒரு பத்தாயிர தான் வரேன் இந்த மீனவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வசதியோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வசதிக்கோ அங்க என்ன பண்றாங்க பள்ளிக்கூடம்னாலதான் தனசு போடி இருக்குது ஆனால் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தானே இருக்கீங்க பள்ளிக்கூடம் நீங்க எட்டாம் கிளாஸ் தாண்டி ஒரு ஆஸ்பத்திரி ஃபெசிலிட்டி உங்கள் ஊரில் இல்லாதது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு நெஞ்சுவலி வந்தால் ஆளாக காப்பாற்ற முடியாது ஒரு கடலுக்கு போகிறோம் ஒரு ஹார்ட் அட்டாக்கா எதுவும் வந்தால் ராமேஸ்வரம் தான் குழந்தை பெற எங்கே இருந்துச்சுன்னா அந்த வண்டி இண்டி வரமுன்னே குழந்தை பிறந்தாலும் பிறந்துடும் அதோட போய் காலையில் போய் ஊசி வச்சு போட்டு வந்துருங்க இப்போ சமீபத்தில் தனுஷ்கோடிக்கு சாலை அமைக்கப்படுது அந்த சாலை அமைக்கப்பட்டனால் என்ன சொன்னாங்க அப்படின் சொன்னால் இந்த சாலை என்பது தனுஷ்கோடி மக்களுக்கான வசதியாக சொல்லப்பட்டுச்சு ஆனால் சாலை அமைச்சு முடித்தவுடனேயே அந்த மக்களை பூரா காலி பண்ணுன்னு சொன்னாங்க ஊற விட்டு காலி பண்ணுன்னு ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னு அரசு என்ன சொன்னாங்கன்னா இந்த பகுதி வந்து வாழ்வதற்கான தகுதியற்ற நிலமாக தனுஷ்கோடி இருக்குது அதனால் காலி பண்ணணும்னு சொன்னாங்க குடியிருக்கு நாங்க காலம் பூரா எங்க பாட்டம் பூட்ட காலத்துல நாங்க குடியிருந்து கடலோர ஒழுங்குமுறை மண்டலம் அறிக்கையின்படி இங்கே மக்கள் குடியிருக்க கூடாது இந்த சம்பவம் பழைய தனுஷ்கோடியில் நடந்தது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழுல ராமேஸ்வரம் நகராட்சி இந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இங்கு உள்ள கடைகளை அகற்ற முயற்சி செஞ்சது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது தனுஷ்கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கடல் சீற்றத்தால் அழிஞ்சது இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பதினஞ்சு ராமேஸ்வரம் நகராட்சியால் இந்த தனுஷ்கோடி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த காட்சி எல்லோரும் பாருங்கள் நகராட்சி ராமேஸ்வரம் நகராட்சியோட கொடுமையை பாருங்கள் இங்கே இப்போ இங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய சந்தேகம்லாம் என்னென்னா இப்போ சாலை அமைக்கப்படுறதும் அந்த மக்கள் வெளியேறி போகணும்னு சொல்கிறது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான பாலம் அமைக்கிற ஒரு திட்டம் என்பது ரெண்டு நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சகங்களால் யோசனையாக முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம் இலங்கையிலிருந்து இந்த அரிச்சல் முனை தனுஸ்கோடி அரிச்சல் முனையிலிருந்து இலங்கையினுடைய இல்லை பதினோரு கடல் மைல் தான் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அந்த பகுதியில் இராணுவ முகாம் அமைப்பதற்கான ஒரு திட்டமும் இருக்குது அதற்காகவே இந்த மீனவர்களை வெளியேற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு இத்தனை பிரச்சனைகள் இருந்தும் இந்த மக்கள் நாங்க இங்குதான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க மீன்பிடி தொழிலை செய்யறதுக்கு தனுஷ்கோடி விட்டா வேற இடம் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மீனவர்கள் சில பகுதியில் தென்மேற்கு பருவ காற்று வீசும் போது இந்த பக்கம் வந்துருவாங்க வடகடல் பக்கம் வந்துருவாங்க அதே போல் வடகிழக்கு பருவக்காற்று அடிக்கும்போது தென்கடல் பக்கம் மன்னார் வளைகுடா பக்கம் போயிடுவாங்க ஆனால் தனுஷ்கோடி மீனவர்களுக்கு தான் என்ன வசதினா அவங்களுடைய வீட்டில் இருந்து கொல்லப்பக்கமாக பார்த்தா மன்னார் வளைகுடாவும் தலைவாசல் பக்கம் பார்த்தா பாக்ஸலை சந்தியும் ரெண்டு கடலும் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தனுஷ்கோடி மீனவர்களுக்கு தான் அதனால் புலம்பெயர வேண்டிய தேவை என்பது அவங்களுக்கு இருக்காது வருஷத்தில் பன்னெண்டு மாதங்களும் அவங்க மீன்பிடியை அவங்க ஈஸியாக செய்ய முடியுங்கிறதுனால அங்கே தங்கி ஆக வேண்டிய தேவை என்பது இருக்குது நாங்கள் எப்படி போவோம் அடுத்த ஊரில் போனாலும் எங்களுக்கு பழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆறு மாதைக்கு பண்ணலாம் ஆறு மாதைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே அதனால் இங்கே ரெண்டு கடை இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் தொல் பண்ணலாம் மாற்றி மாற்றி அதனால தான் இங்கே நாங்கள் கலக்கும் பன்னெண்டு மணிக்கு கடலுக்கு போவாங்க அவங்களுக்கு அந்த சோறு தண்ணியெல்லாம் கொடுக்கணும் மீன் அதிகமாக இருந்துருச்சுன்னா பொம்பளைய புல்லைய ஆம்பளையோ எல்லாருமே நின்று கழிக்கணும் யாதார்ட்டை கொடுத்து எங்களால் முடியும் அவங்கள்ட அதை கொடுத்தாலும் அவங்க தாரத வச்சு தான் நாங்கள் டீசல் வளகிறு நாங்கள் சாப்பிடணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் எல்லாமே அதில் தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் அறுபத்தி நாலு முடிஞ்சு மறாத மாத்தையிலே இங்கே பழப்பு நாங்கள் செட்டாக பண்ணிட்டோம் மின்னு பிடிக்கிற தொழிலை அதை நாங்கள் ஏற்படுத்தினோம் இங்கேயே அதில் இருந்த இதில் வரைக்கும் தனிச்சுக்குள்ளேயே எங்களுக்கே இருக்கிறாங்க ஆமாம் அதுக்கப்புறம் ஆனால் எங்களுக்கு கிளப்புனாலும் நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் தனிச்சுக்குடியை விட்டு போகவே மாட்டோம் ஆமாம் இதுதான் எங்களுக்கு வாய்ப்பு ஆமாம் போக மாட்டோம் என்ன பயப்படுவாங்களா மீனவன் வரல இப்போ இப்ப இத்தனை புயல் தான் அறுபத்தி நாலு புயல்ல பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே அரசாங்கம் வீடு கொடுக்கல வீடு குடுத்தவங்களுக்கும் பட்டா வழங்கல நடராஜபுரத்துல மக்கள் குடியிருக்கும் நிலம் வனத்துறைக்கு சொந்தமானது அப்படின்னு வனத்துறை நிறைய நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலுக்கு அப்புறம் இந்த இடத்தை மக்களுக்கு வழங்கியது தமிழக அரசாங்கம் மீனவர்களுக்கு குடியிருக்க இடம் வழங்கணும்னு ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செஞ்சார் செல்லத்துறை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது மீன் இறங்குதளர் இருக்குது இந்த சார் ரோடு போட்டிருக்காங்க பசு போய்கிட்டு இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு ஐநூறு பேர் வாக்காளர் பட்டியலில் அங்கே சேர்த்துருக்காங்க இதெல்லாம் வர்றாரு தானே ரிக்கார்டு தானே இதையெல்லாம் கூட ஹைகோர்ட்டில் வச்சுருக்கோம் வச்சோம் இருக்கு ஆச்சிடமா இந்த வழக்க பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க அவங்களோட அவங்களை ராமேஸ்வரம் தனுஷ்படியில தான் இவர் செல்லதுரை தான் அதை எடுத்து வச்சு பண்றதுனால அவர் இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா தீர்ப்பு கொடுத்ததா சொன்னாரு சார் ஐயா ஏதாவது பத்திரம் இருக்கா எதாவது ஆதாரம் இருக்கா இல்ல அது இன்னும் கொடுக்கல கோர்ட் குடுக்கலன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் நிரந்தரமான குடியிருப்புகளை தேடி அரசாங்கத்தோட போராடுறாங்க இன்னொரு பக்கம் வாழ்வாதாரத்தை தேடி கடலோட போராடுறாங்க இப்படி போராட்டத்திலே வாழ்க்கையை கழிக்கிறாங்க தனுஷ்கோடி மீனவர்கள்